कटाये वे कटाय तू कटाय இயற்கையோடு இயந்து இயற்கையில் தோய்ந்து வாழ்ந்தோர் நந்தமிழ முன்னோரே உணவும் உண்ணாமல் நீரும் அருந்தாமல் நலமுடன் பல்லாண்டாய் வாழ்கின்றாரே இயற்கையோடு இயந்து இயற்கையில் வாழ்ந்தோர் நந்தமிழம் உன்னோரே உணவும் உண்ணாமல் நீரும் அருந்தாமல் நலமுடன் பல்லாண்டாய் வாழ்கின்றாரே திருப்பூர் திருமுருகன் பூண்டி காயிராமுத்து சாமி ஐயாவும் திருப்பூர் திருமுருகன் பூண்டி காயிராமுத்துச்சாமி ஐயாவும் கோபிச்செட்டிபாளையம் இனியனும் அவரின் மாணாக்கரும் சான்றாய் வாழ்கின்றாரே கோபிச்சட்டிப்பாளையம் இனியனும் அவரின் மாணாக்கரும் சான்றாய் வாழ்கின்றாரே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே கட்டாய தடுப்பூசி அப்பேன் அப்படேன் பூட்டேன் சேயோன் ஓட்டனும் பரணு வாழ்ந்த நிலம் பரம்பர பரம்பரையாக தற்சாகு வாழ்வியலில் தமிழர் வாழும் நிலம் அப்பேம்பாட்டேன் பூட்டேன் சேயோன் ஓட்டரும் பரணு வாழ்ந்த பரம்பர பரம்பரையாக தற்சாழ்வு வாழ்வியலில் தமிழர் வாழ்வு நிலம் தமிழர் நலத்துல தமிழ்நாட்டில தடுப்பூசிய திணிக்காதே தமிழர் நலத்துல தமிழ் நாட்டில கட்டாய தடுப்பூசிய திணிக்காதே லட்சக்கணக்கான ஆண்டுகள் தொடரும் தமிழர் மரபணு வச்சுதைக்காதே லட்சக்கணக்கான ஆண்டுகளாய் தொடரும் முதன் மாந்தர் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாமே கட்டாய தடுப்பூசி கட்டாயமா வேண்டாமே தானாய் முன் வந்து விரும்பி தடுப்புசி போடுறவங்க போட்டுக்கங்க ஊசி வேண்டான்னு வெறுக்கிறவன்லாம் கிருக்கங்கன்னு நினைக்காதீங்க தானா முன் வந்து விரும்பி தடுப்பூசி போடுறவங்க போட்டுக்கங்க ஊசி வேண்டான்னு வெறுக்கிறவன்லாம் கிருக்கங்கன்னு நினைக்காதீங்க தமிழர் மரபு வழி மருத்துவ முறைகள் எத்தனையோ இன்னும் இருக்குதுங்க தமிழர் மரபு வழி மருத்துவ முறைகள் ஏராளமா இன்னும் இருக்குதுங்களை தமிழ் இளந்த தேடி படியுங்க திருமந்திரத்தை சித்தர் இலக்கியங்கள தமிழ் இளந்தலைமுறையினர் தேடிப்படியுங்க தமிழ் இளந்தலைமுறை தேடிப்படியுங்க இளந்தலைமுறை தேடி தேடி படியுங்க இளம் தலைமுறையினர் தேடி தேர்ந்து தெளியுங்க